من القران العظيم اذا قمتم من الصلاه فاغسلوا وجوهكم الى اخر الايه صدق الله العلي العظيم وصلى على رسوله النبي الكريم قال النبي صلى الله عليه وسلم اطهروا نسلمان او كما قال عليه الصلاه والسلام صدق سيد البشر وسلم எல்ல அல்லாஹுவின் திருப்பெயராலும் நமது உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முகம்மது அல்லாஹு அலிஹி وسلم அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கையை அப்படியே தங்களது வாழ்க்கையாக எடுத்து வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபின்கள் நல்லோர்கள் மேலும் இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து நிரப்பமாக நிலவட்டுமாக வாழக்கூடிய காலங்கள் முழுவதும் அல்லாஹு ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு நம் அனைவரையும் ஆக்கி அருள்முறிவானாக அல்லாஹின் நல்லடியார்களே கடந்த இரண்டு வாரங்களாக தொழுகையினுடைய சட்டங்களை குறித்தும் வலு செய்வதனுடைய சட்டங்களை குறித்தும் பல்வேறு விதமான விளக்கங்களையும் பல தகவல்களையும் தொடர்படியாக நாம் அறிந்து கொண்டே வருகின்றோம் அதனுடைய தொடராக இந்த வாரமும் தொழுகைக்கு முன்னால் நாம் செய்யக்கூடிய ஒழுவை குறித்தான சில முக்கிய சட்டங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் நான் சென்ற வாரம் சொன்னதை போன்று தொழுதான் நன்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனா எப்படி தொடணுங்கிறது தான் நமக்கு இன்னைக்கு தெரியாமல் இருக்கு ஆளாளுக்கு தான் இஷ்டப்பட்ட மாதிரி தனக்கு விருப்பப்பட்டதை போன்று தொழுது கொண்டிருக்கின்றோம் எனவே சட்டங்களை கொண்டுதான் அனைத்தையும் நம்மால் செயல்படுத்த முடியும் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹிலே சட்டங்களை குறித்து பல்வேறு விதமான ஆயத்துகளை இறக்கி இருக்கின்றான் கவியல்லாயனம் அலை வசல்ல தங்களது சகாவாக்களுக்கு மத்தியில் குரானை பற்றி தெளிவாக விளக்கம் அளிக்கின்றார்கள் குரான் குரான் நம்ம மூச்சுக்கு முன்னூறு சொல்றோமே இந்த குரான்ல அப்படி என்ன இருக்குது அடிப்படையாக உலக மக்களுக்கு இறங்கியது என்பதை குறித்து பெருமாள் அலிவசம் விளக்கம் அளிக்கின்றார்கள் அவர்கள் அறிவிக்கக்கூடிய பதிவு செய்யப்படுகிறது குரான் என்பது முகங்களை கொண்டு ஐந்து தோரணைகள் உண்டு என்று பெருமான சல்லாஹ் அலைவசம் அவர்கள் சொல்லிக் காமித்தார்கள் அப்படி ஐந்து விதமாக எதை கொண்டு அல்லாஹ் இறக்குனா சல்லாசம் சொல்லி காமிக்கின்றார்கள் ால் என்பதை குறித்து வா சொல்லியிருக்கின்றான் அல்லா குரானிலே சொல்லிருக்கின்றான் மூன்றாவது சட்டங்களை அல்லாஹுடைய சட்டம் என்ன தொழுகையினுடைய சட்டம் என்ன ஜக்காத்துடைய சட்டம் என்ன நோம்பினுடைய சட்டம் என்ன எல்லா சட்டங்களை குறித்து அல்லாஹு தெளிவாக கோரியிருக்கின்றான் மறைவ விஷயங்களை குறித்து என்றால் என்ன கயாமத்திரால் என்றால் என்ன என்றால் என்ன சொர்க்கம் என்ன விதினா என்ன என்பதை குறித்து மறைவானதை கொண்டும் குரான் இறங்கப்பட்டது பழமையான வரலாறுகளை கொண்டு உதாரணங்களை கொண்டும் குரான் இறங்கப்பட்டிருக்கிறது அப்ப குரான்ல என்னெங்க இருக்குது முப்பது ஜிசூல அல்லா எதையெல்லாம் சொல்லியிருக்கிறான் ஹராம்னா என்ன என்பதை சொல்லியிருக்கின்றான் ஹலால் என்ன என்பதை சொல்லி முக்கியமான சட்டங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் வரலாறுகளை அல்லா சொல்லியிருக்கின்ற அடுத்து சொல்றாங்க இந்த அஞ்ச கொண்டு குரான் இறங்கியிருக்கு எனவே என்னுடைய உம்மத்து மாறுகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஹை நீங்கள் ஹலாலாக செய்யுங்கள் ஹலாலை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்து நடந்து கொள்ளுங்கள் அல்ல எதையெல்லாம் உங்களுக்கு ஹலாலாக்கினாலோ அந்த ஹலாலை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்துக் உங்களுக்கு ஹராம் என்று தடுத்தாலும் சட்ட திட்டங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சட்டம் தெரியாம எந்த அமர செஞ்சாலும் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளதா மறுக்கப்பட்டதா சரியாக செய்திருக்கின்றோமா செய்யவில்லையா என்கின்ற ஒரு சந்தேகம் வந்தால் அந்த அமனுக்கு அல்லாவிடத்திலே எந்த விதமான கூலியும் கிடையாது எனவே ரசூ சொல்றாங்க நீங்கள் விளங்க சட்டங்களை விளங்காமல் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரலாறு என்று இந்த ஐந்து சொன்னார்கள் அந்த ஐந்தில் மிக முக்கியமாக இரண்டு விஷயங்கள் இருக்கிறது ஒன்னு நபிமாரனுடைய வரலாறு இருந்து நமக்கான படிப்பனையை நாம் பெற்றுக் வேண்டும் அனைத்தினுடைய சட்டங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தில் என்னெல்லாம் இருக்கு இதுக்கு இது முறையாக எப்படி செய்யணும் இதை முறை தவறி செஞ்சால் என்ன ஆயிரும் அதுக்கான பிரதிபலன் என்ன இதுக்கான தண்டனை என்ன என்பதெல்லாம் நாம் தெரிந்துதான் செயல்பட வேண்டும் அந்த அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கும் போது சொல்லியிருந்தோம் ஒழுவினுடைய முக்கியமான அம்சங்கள் ஆறு வரலாறு அம்சங்கள் என்பது நம்ம தெளிவா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் என்ன சொன்னா ஒரு செயலை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் கட்டாயம் செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள் அத செய்ய விட்டு அதுக்கான தண்டனை நாளைக்கு அருமையில நிச்சயமான முறையில் கிடைத்தே தீரும் என்ன ஒரு செயல ஒரு விஷயத்தை அல்லாவும் தூதரும் செய்யவே கூடாது அந்த செயலை நம்ம செஞ்சோம் அதுக்கான தண்டனையும் அல்லாட்ட நாளைக்கு அருமையில நமக்கு கண்டிப்பான முறையில கிடைக்கும் என்ன ரசூலா எதை செஞ்சாங்களோ அதுவும் செயல்ங்கீகரிச்சல வெம் இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் சொல்லியிருந்தோம் அடுத்து அரவே அறவே செய்யக்கூடாத ஒரு எட்டு விஷயங்களை நம்ம கண்டிப்பான முறையில் தெரிஞ்சுக்கணும் வதுவில நம்ம செய்ய கூடாத ஒரு எட்டு விஷயங்களை கண்டிப்பான முறையில தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு மக்ரூகுன்னு சொல்லுவாங்க மக்ரூக அல்லார்க்குற மக்களே அதை அந்த செயல் என்ன செய்வாங்க ரொம்ப வெறுப்பாக வெறுக்க தகுந்த விஷயங்களுக்கு மக்குரூகான விஷயங்கள் என்று சொல்வாங்க அப்போ வலுவிலுடைய மக்குரோகள் ஒரு எட்டு விதமான மக்குருவுகள் என்பது இருக்கிறது அதுல முதல் மக்ரூகு என்னன்னு சொன்னா எந்த விதமான நோயும் இல்லாமல் எந்த விதமான ஒரு தங்கடமும் இல்லாமல் இன்னொரு ஆளை வச்சு நம்மளுடைய உடல் உறுப்புகளை கழுவ சொல்கிறது அந்த நேரங்கள்ல சகாபாக்கள் போருக்கு போயிருக்கும் போது சில சகாபாக்களுக்கு விரல்கள் வெட்டப்பட்டிருக்கும் சில இடங்கள்ல காயங்கள் வந்திருக்கும் அவ பக்கத்துல இருந்தவங்க என்ன செய்யறது எனக்கு கொஞ்சம் தண்ணியை ஊத்துங்க இந்த இடத்துல ஏசா கழுகி விடுங்க இந்த மாதிரி ஒழுவுல சொல்றது ஆகும் எப்போ ஆகும் சொன்னா நமக்கு ரொம்ப முடியாம இருக்கு உதாரணத்துக்கு கீழே விழுந்து இந்த கையை என்ன செஞ்சு போயிடுச்சு நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் கை உடஞ்சிருக்கு அல்லது இந்த கையை தூக்க முடியாத அளவுக்கு ஒரு சுருக்கு பிடிச்சிருக்குது அல்லது வேற ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொன்னா இன்னொரு ஆளை வெறுக்க ஒரு விஷயமாக இருக்கிறது இரண்டாவது விஷயம் என்ன சொன்னா இடது பக்கத்தை முற்படுத்துவது வலுவயும் போது வலது கையை கழுவுறதுக்கு முன்னாடி நிறைய பள்ளிவாசல் இருக்குங்க எல்லாம் காப்பாற்றணும் தண்ணீரை வீண்விரயம் செய்வதுங்கிறது வலு செய்வதில் மட்டுமில்லை கழிவறை முதல் இன்னைக்கு பள்ளிவாசல் தண்ணீர ஓசில வரது அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு நம்ம செய்யறோம் வெளியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வெளியே எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வீட்டிலயே நமக்கு ஒரு தேவை நிறைவேற வேண்டி இருந்தாலும் கூட அதை பள்ளிவாசல வந்து சரி செஞ்சுப்போம் சொல்லி பள்ளியாச பைப்பை கொஞ்சமா திறந்து வச்சு கழுவுனாலும் ஒன்னும் தெரியாது ஒரு சுய தேவையா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வீட்டிலயே தண்ணி இல்ல பள்ளியாசத்துக்கு வந்துட்டோம்னா லேசை திறந்து வச்சு கழுவுனா செய்யாது ஒண்ணு தெரியாது பைப்பை எவ்வளவு திறக்க முடியுமோ அவ்வளவு ஃபுல்லா திறந்து என்ன தண்ணிய முடிஞ்சளவுக்கு வீண்வரையம் செய்யாமல் நாம் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் அப்படி வீண்வரையம் செய்தால் அது பார்க்கிற மக்களுக்கும் ஒரு வெறுப்பா தான் இருக்கும் ஒரு நியாயமா நடந்துக்கிறவங்களுக்கு என்ன செய்யும் என்ன இது வந்து பழியாசன நினப்பமா இல்லையா அப்ப அல்ல அரசுக்கும் அது பிடிக்காத செயலாக இருக்கிறது அடுத்து நாலா விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு உறுப்பை மூணு வாட்டி கழுவு ஒவ்வொரு உறுப்பை என்ன செய்யணுங்க மூணு வாட்டி கழுவுணும் கை ஆஹ் பல்லு தேய்க்கறது முகம் கழுவுறது கால் கழுவுறது இது எல்லாத்தையும் எத்தனை வாட்டி செய்யணும் மூணு வாட்டி செய்யணும் ஒரு ஆள் மூணுக்கு பதினாறு ரெண்டு வாட்டி செய்யறாரு அதுவும் அக்ரூவம் அல்லது சரியான முறையில பேணிக்கணும் பெரிய தாடி வச்சிருக்காங்க வாட்டி கழுவுனா தான் என்ன செய்யும் ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணியை புடிச்சு மூஞ்சில அடிச்சு கழுவ கூடாது பைப்ல தண்ணியை பிடிக்கிறோம் தண்ணியு சப்புனு மூஞ்சில் அடிச்சு என்ன செய்யறது கழுகுறது பக்கத்துல இருக்கிற ஆட்கள் எல்லாம் தெரிக்கிற மாதிரி என்ன செய்யறது கழுகுறது இப்படி தண்ணியை மூஞ்சில் அடிச்சு கழுகுறது மகுருகான விஷயம் அதே மாதிரி ஒற்றை கையில ஒழு செய்வது தண்ணியை ஒரு கையில பிடிச்சி முதல்ல முகத்தினுடைய இந்த பக்கத்தை கழுவி அப்புறம் முகத்தினுடைய இந்த பக்கத்தை கழுவி அப்புறம் கீழே கழுவுற பாருங்க இது வதுவல நம்ம அறவே செய்யக்கூடாது ரெண்டு கையை கொண்டு தான் என்ன செய்யணும் தண்ணியை பிடிக்கணும் ஒரு கையில் அடிபட்டிருக்க ஒரு கை முடியலன்னா அது வேற சப்ஜெக்ட் பொதுவாகவே ஒரு தங்கடமான ஒரு சூழ்நிலை இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது மார்க்கத்துல செஞ்சுக்கணும் தவிர்த்து கொள்ளணும் ஆறாவது விஷயம் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கும் சேர்ந்து ஒழு செய்யும் போது பேசக்கூடாது நம்மளும் பேசாம இருக்கும்னா முயற்சி பண்றோம் ஒரு முக்கியமான பேச்சு வரும்போது என்ன செய்யறதுங்க ஒரு முக்கியமான ஆள் வந்து பேசுறாங்க அவங்க நம்ம பேசவிட்டு இருக்கும்படியே கண்டிப்பா பதில் கொடுத்து ஆகணும் பேசிடுறோம் இப்போ கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ஒழு செய்யும் போது மட்டும் பேசுறது என்ன செஞ்சிருங்க தவிர்த்துருங்க அதே மாதிரி கழிவறையில அறவே வாய திறங்க கூடாது வன்மையா கண்டிச்சாங்க நீங்க கழிவறைக்கு போனா கூட கழிவறை உள்ள போறதுக்கு முன்னாடி வெளியிருந்து வாயை திறக்கூடாது வெளியே உள்ள போய் பேசினீங்கன்னா அதை பதிவு செய்ய உள்ள மழைக்கு வரணும் ரொம்ப கஷ்டமான காரியம் ஒரு சிரமத்தோட என்ன செய்வாங்க வருல்லது அவசியமான ஒரு ஆள்ாவின்னு கேட்க அந்த சமயத்தில் இல்ல பொம்பளை ஆளு எல்லாம் நல்ல மழை பெய்து எல்லாம் நிக்கணும் நின்ற கூடாது டக்குன்னு சாவி எங்க இருக்கு அவசியமே இல்லாம வெறுக்கத்த விஷயங்களாக இருக்கிறது ஏழாவது விஷயம் என்னன்னு சொன்னா சுண்ணத்துக்கு மாறு செய்வது ஒரு சுண்ணத்தை வேண்டுமென விட்டுட்டு போறதுங்க சுண்ணத்து தானே அதை போட்டு என்ன தேக்கணும் சொல்லி வேணுமினை செஞ்சது விட்டுட்டு போயிருது நாசிக்கு தண்ணி ஏற்றது சுண்ணத்துங்க அது சுண்ணத்து தானே அதை போட்டு என்ன செய்ய மூஞ்சி கழுவும்போது மூக்கு நடைஞ்சிடும் சொல்லி வேணுமினை விட்டுட்டு போறது அது மாதிரி காலுக்கு மசூது செய்யறது சுண்ணத்துங்க சுண்ணத்தானே அதை போட்டு என்னத்தை செஞ்சுங்க வேலுமினை சுண்ணத்தை விட்டுட்டு போறது வலுவில மிகப்பெரிய மக்குருவாக இருக்குது அறவே இதை செய்யக்கூடாது செய்யக்கூடாதுங்க சுண்ணத்தை எந்த அளவுக்கு நம்மளால பேணுதலாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சுண்ணத்துங்களை பேணி ஒழுங்கான முறையில் நம்ம வலு செய்து கொள்ள எாவது ஒரு முதல குறைவாக இருக்கிற இடத்தில் உதாரணத்துக்கு சொல்றேன் ட்ரம் எத்தனை லிட்டர் தான் இருக்குங்க ஒரு நூறுல இருந்து ஒரு நூற்றம்பது லிட்டருக்குள்ளதான் ஒரு ட்ரம் இருக்குன்னு வச்சுப்போம் ஒழு செய்யாம பெரிய அண்டைக்குறையிலயே ஏதோ ஒரு டபராலயோ எதுலயோ புடிச்சு வச்சிருக்கிறோம் இப்ப இதுல ஒழு செய்யலாம கேட்டா செய்யலாம் எப்படிதான் செய்யணும் தண்ணியை கப்புல மெத்தி அதை ஒரு ஆளை விட்டு ஊத்த சொல்லிதான் கழுவினே தவிர உள்ள கையை எனவேடாது அப்போ இந்த ஒலு செய்யக்கூடிய தண்ணியை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல நம்ம மறந்து போயிட்டோம் ஒழு செய்யக்கூடிய தண்ணியில மூணு விஷயம் கண்டிப்பா இருக்கவே கூடாது நீங்க ஒலு செய்யற தண்ணியில இந்த மூணுல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அசந்தத்தை சொல்லிக்கலாம் மொய்நாட்டை சொல்லிக்கலாம் பொறுப்புகளோட்ட சொல்லிக்கலாம்ங்கிற மாதிரி என்ன வரக்கூடாது அதுல என்ன விஷயம் மாறி இருக்கோ அந்த விஷயத்த நம்ம தான் சரி செய்யணும் ஒழு செய்யக்கூடிய தண்ணி முதல்ல நல்ல சுத்தமான தண்ணியா இருக்கணும் அது சுத்தமான தண்ணியே தான் இருக்குங்கிறத எதை வச்சு நம்ம அடையாளம் கண்டுக்கணும் முதல்ல வாடைகள் எதுவுமே வரக்கூடாது தண்ணிக்கு வாடகை இருக்கா தண்ணிக்கு வாடகை இருக்கா தண்ணிக்கு வாடகை கிடையாது உடனே என்ன புரிஞ்சிடக்கூடாது கெட்ட நாத்தெல்லாம் வரக்கூடாதுன்னு புரிஞ்சிடக்கூடாது தண்ணியில் ஒரு நறுமணமே வாசனை வந்தாலும் அந்த தண்ணியை வச்சு ஒலி செய்ய முடியாது உதாரணத்துக்கு ஒரு அத்தர் டப்பா வந்து மேலே விழுந்துருச்சு தொட்டிக்குள்ளே விழுந்துருச்சு அத்தர் வாசனை வரது என்ன செய்யக்கூடாது பாசி வாடகை கிடந்து மண்மா வருது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வாடை மாறாமல் இருக்கணும் முதல்ல வாடகை செய்யக்கூடாது மாறாமல் இருக்கணும் அதற்கடுத்து தண்ணியினுடைய நிறம் மாறாம இருக்கணும் தண்ணியினுடைய நிறம் மாறாம இருக்கணும் இப்ப உதாரணத்துக்கு பாருங்க நம்ம பிளீச்சிங் பவுடர் எல்லாம் நிறைய பெரியாசல்ல போட்டு வலுச்சுறாங்க அந்த மாதிரி என்ன செய்ய முடியாது செய்யவே முடியாது அந்த மாதிரி ஒவ்வொரு செய்ய முடியாதுங்க செய்யக்கூடாது பிளீச்சிங் பவுடர் போடும் நல்லா தொட்டியை கழிவிட்டு ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி தொட்டி அலைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யும் ஒரு லைட் கலர் ஆயிரம் என்ன செய்யும் என்ன செய்யக்கூடாது கலரும் மாறி இருக்க கூடாது ஒரு மாதிரி இருக்கு வெயில் பட்டு ஒரு மாறி கலர் இருக்குது உள்ளது போட்டு பாருங்க கலரும் மாறாது அதே ஒரு தண்ணியில ஒரு மாங்கொத்து இலை எடுத்து போட்டு பாருங்க அந்த மாங்கொத்து இலையை போட்டதுக்கு அப்புறம் தண்ணி கலரும் மாறாது மாறாது கலரும் மாறாது என்ன செய்யாது தண்ணி சுவை மட்டும் என்ன செஞ்சு போயிடும் மாறி போயிரும் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் ஸ்மெல்லும் வராது கலரும் வராது டேஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன செய்யணும் லேசாக அந்த மாலையினுடைய டேஸ்ட் தடவை நீ நிறைய மாற்று மாச சோதனைய கல்யாணம் வீட்டுக்களை அந்த மாலை தண்ணின்னு ஒரு தண்ணி என்ன செஞ்சிருப்பாங்க பச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த புதினா போட்டு பாருங்க போட்டு பார்த்தா என்ன செய்யாது ஸ்மெல்லு வராது எது வராது டேஸ்ட் மட்டும் மாறி இருக்கும் தண்ணியில நம்ம பார்க்க வேண்டிய மூணு விஷயம் என்னன்னு சொன்னா நிறம் இருக்கணும் சுவை மாறாமல் இருக்கணும் கலர் மாறாம இருக்கணும் பள்ளியாசில் வந்து ஒலி செய்யறோம் ஒரு கழுவாம இருந்தது ஆனா உள்ளுக்குள்ள வேற எதையாவது மாத்தி விட்டுரும் நம்ம இதை குடிக்கிறது இல்லை ஒன்னும் பிரச்சனை இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது பலியாசனுடைய தொட்டிகளை கழுவி சுத்தமாக வைத்துக் கொள்வது செய்யும் போது தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்க ஒன்னு இடது பக்கத்தை முற்படுத்துறத தயவு செஞ்சு விட்டுருங்க தண்ணியை வேஸ்ட் ஆக்காதிங்க பழையாச சொத்து தானே பழியாச வேஸ்ட் ஆகாதீங்க மூணாவது மூன்று தடவைக்கு மேல என்ன செய்யாதீங்க தண்ணியை பயன்படுத்தாதீங்க முகத்துல தண்ணியை அடிச்சு களவாதியங்க அதுக்கு அப்புறம் அவசியம் இல்லாம பேசாதீங்க சுன்னத்துக்கு மாரசையாதீங்க கொறைஞ்ச பச்ச தனிலே ஊளே கையை விட்டு என்ன செய்யாதீங்க பொழு செய்யாதீங்க இதெல்லாம் பொழுல மக்ரூஹான விஷயமாக வெறுக்க தகுந்த விஷயமாக இருக்குது இதுக்கு அடுத்து தான் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அதை மட்டும் சொல்லி முடிச்ச ஒரு 10 10 நிமிஷம் 10 நிமிஷம் கூட ஆகும் இப்ப நம்ம வலு செஞ்சோம் செயல்கள் எத்தனை நம்ம இப்ப எப்படி எல்லாம் வலு முடியும் நம்ம நினைச்சிருக்கோம் முதல்ல நான் சொல்லிடுறேன் வேட்டையை முட்டுக்கு மேல தூக்குனா வலு முடிஞ்சிரும்ல வலு செஞ்சிட்டோம் வேட்டியை முட்டுக்கு மேலே தூக்கிட்டேன் பேட்டி என்ன செஞ்சிட்டேங்க முட்டுக்கு மேலே தூக்கிட்டேன் நம்ம நினச்சோம் ஒழு முறிஞ்சிரும் ஒழு செஞ்சிட்டேன் கோபத்தில் ஒரு கெட்ட வார்த்தையை பேசிட்டேன் ஒது என்ன செஞ்சிடும் முறிஞ்சிரும் ஒழுங்கு செல்போனை பாத்ரூம்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் பாத்ரூமுக்குள்ளே போயிட்டேன் ஒழு முறிஞ்சிரும் ஒழு முறிஞ்சிரும் ஒழு செஞ்சிட்டேன் விளக்க மாத்த கையில் எடுத்துட்டேன் பொம்பளைங்குன்னு சொல்கிறது விளக்க மாத்த கையில் எடுத்துட்டேன் என்ன செஞ்சிரும் ஒழு முறிஞ்சிரும் வலு செஞ்சுட்டேன் கறி சாப்பிட்டுட்டேன் கறி சாப்பிட்டேன் கறின்னு இல்லை பொதுவாக சாப்பிட்டாலே ஒழு முறிஞ்சி நம்ம நினைச்சிருக்கோம் அப்படியே ஒழு செஞ்சுட்டு என்ன செய்ய மாட்டேன் எதையும் சாப்பிட மாட்டேன் ஒழு செஞ்சு சாப்பிட்டாலே செஞ்சு போயிடும் ஒழு முறிஞ்சு போயிடும் வேற வேற எதுக்கெல்லாம் போய் ஒழு முறியும் இது இது நம்ம நினைச்சு வச்சிருக்காரு அப்படி நல்லா தெரிஞ்சுக்க முதல்ல வேட்டிக்கு மேலே முட்டுக்கு மேல வேட்டியை தூக்கினா ஒழு முடியாது ஒழு செஞ்சிட்ட பைப்பு அடைஞ்சு பின்னாடி அடைஞ்சிருச்சு தண்ணி போக மாட்டேங்குது வேட்டியை மடிச்சு கட்டிதான் போய் குத்தி விட்டு தான் வரணும் நடந்துகிட்டு இருக்குது அசத்து ருக்குறாரு குழு உள்ளாசுரா போயிருவாரு குத்தி விட்டுன்னு நம்ம அப்படியே வந்தா நம்ம தொழுவை கிடைச்சிரும் ஆனா நம்ம என்ன செய்வோம் வேட்டியை மடிச்சு கட்டினால என் ஒழு முறிஞ்சிருச்சு நான் திரும்ப ஒழு செய்வே செய்வோம் வேட்டிக்கு மேலே முட்டை தூக்குறா முட்டுக்கு மேல வேட்டியை தூக்குனா தயவு செஞ்சு சொல்றேன் ஒழு முடியவே முடியாது சொல்ற்சு கோ உச்சகட்டத்தில் கெட்டார்த்தை பேசிட்டாலும் ஒழு நெசையாது முடியாது அதே மாதிரி ஒழு செஞ்சு கரிய சாப்பிட்டாலும் ஒழுங்காது பாத்ரூம் போல எதுவுமே ஒழு என்ன செய்யாது முடியாது இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு காலமும் ஒழு முறையவே முடியாது ஏன்னா நிறைய பேருடைய தொழுகை இதனால பிந்தி பிந்தி வந்து நிறைய ரக்கத்துக்காக நம்ம விடுறதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் உதவு செஞ்சுட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிட்டு திரும்ப ஒழச்சி வாங்க என்ன அது அங்கே போயிட்டு வந்தோம் சருத்து எங்க கோழிப்பண்ணை கிட்டே போயிட்டு இருந்தால் ஒழுங்கு முடிஞ்சிருமா அது எந்த பொருளும் இருக்குதுன்னு தெரில எனக்கு சாக்கடை கிட்ட போயிட்டு இருந்தா ஒழுங்கு முடிஞ்சிருமா ஒழு செஞ்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தா ஒழு முறிஞ்சிடுமா புது புது சட்டங்கள் வரத்துக்கிட்ட இதுக்குள்ள முதல்ல மலஞ்சலம் கழிப்பது மலஞ்சலம் கழிச்சா ஒழு முறிஞ்சிரும் அது மாதிரி நம்ம காத்து பிரிகிறது பொதுவும் முறிஞ்சு போயிடும் யக்கம் போட்டு நிலைமை என்னது என்ன நாள் நடந்திருக்கலாம் ரத்தம் என்ன நடந்திருக்கலாம் இருந்துகிட்டு என்ன செய்யறதுங்க அசந்து தூங்குறது காம சொன்ன பின்னாடி யாராவது அப்படின்னு எந்திரிக்க பாருங்க இந்த மாதிரி அசந்து தூங்குனா என்ன செஞ்சு போயிரும் ஒழு முறிஞ்சு போயிரும் ஜும்மாக்கு வராங்க தயவு செய்யாதீங்க தூங்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு தூங்காம இருக்குங்க அடுத்து நம்மளுடைய மலைப்பகுதிகளை தொட்டா ஒழு முடிஞ்சிடும் திரை இல்லாம ஆ நம்மளுடைய மறைவான பகுதிகளை நம்ம தொட்டு பார்த்தோம் போயிரும் அதுக்கடுத்து ஒரு ஆண் பெண்ணை தொட்டாலும் ஒரு பெண் ஒரு ஆணை தொட்டாலும் என்ன செஞ்சிடும் என்ன செய்யணும் வாரம் அங்கிட்டு போய் நிலுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை தள நம்ம பிள்ளைகளை இல்ல நம்ம பிள்ளையில மட்டும் விட்டுணும் நம்ம மனைவியை தொட்டாலும் என்ன செஞ்சு போயிரும் ஒழு முறிஞ்சு போயிரும் இந்த அஞ்சு அல்லாது வேற எந்த செயலுக்கும் ஒழு முடியாது அதனால் பழியாசனியை வேஸ்டாக நினைக்காதீங்க தொழுகையை தாமதமாக்குதுன்னு மட்டும் என்ன நினைத்து கொள்ளாதீர்கள் அதே மாதிரி வலு செய்யக்கூட வலு செய்யாதவங்க செய்யக்கூடாத மூணே மூணு விஷயம்தான் இருக்குது ஒழு செய்யலைனா இந்த மூணு விஷயத்த மட்டும் செய்யாதீங்க ஒன்று தொழுகிறது வலு செஞ்சால் தான் தொட முடியும் ரெண்டாவது குரான தொட்டு ஓதுறது குரான் இருக்கு இந்த குரான குழுவிழாசூரா இருக்கு இந்த குழுகுலாசூரா பார்த்ததான் எனக்கு ஓதை தெரியும் குரான தொட்டாதான் என்னால ஓத முடியும் என்ன செய்ய முடியாது தொட்டு ஓத முடியாது ஒரு ஆளுக்கு மனப்பாடமா இருக்கு ஓதிக்கலாம் ஏன் குரான தொட்டுபாவ வள மர முடியாது இது அல்லாம சலவாத் ஓதனும் ஒழு அவசியம் இல்ல திக்குர் ஓதனும் ஒழு அவசியம் இல்ல ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை உக்காந்து அல்லாட்டு துவா கேட்க போறோம் ஒழு அவசியம் என்பது இந்த மூணு தவிர என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சட்டங்களை நாம் நிறைவு செய்தோம் என்ன தொழுகைக்கு உள் என்ன வெளிப்பருந்து என்ன தொழுகையில எப்படி சுஜூலூடாது என்பதை காலங்களில் நாம் தெரிந்து முழுவதும் மார்க்கத்தை விளங்கி சட்டங்களை அறிந்து அனைத்து செயலையும் செய்யக்கூடிய நன்மக்களாக அனைவரையும் ஆக்கியல் வரமத்துல வரகாத்தார்